ஐப்பா குருநாதனேயப்பா எங்கள் எல்லாம் இருப்பவரே எல்லாம் அறிந்தவனேயப்பா ஏது மரியாதவன் போல் அடிப்பவரேத்தேமையப்பா ஐயப்பமாரளுக்கும் பாலகீதத்தின் சொந்தங்களுக்கும் இன்று புதிதாக ஐயப்பனாரலால் எழுதப்பட்ட என்ன ஜென்மம் இது என்ற ஒரு பாடலை பாடுகின்றேன் இந்த பாடலை பற்றிய உங்கள் கருத்துக்களை இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலில் எழுதியனுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் அழுத்தி செலக்ட் ஆல் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா ஜென்மம் நான் ஐயப்பா ஏன் இந்த ஐயப்பா ஜென்மம் நான் ஐயப்பா ஏன் இந்த அல்லல்கள் ஐயப்பா உன்னால் நானும் வாழ்ந்தாலும் உன்னையும் நினைப்பதில்லை ஐயப்பா ஐயப்பா என்ன ஜென்மம் நான் ஐயப்பா ஏன் இந்த ஐயப்பா உன்னால் நானும் வாழ்ந்தாலும் உன்னையும் நினைப்பதில்லை ஐயப்பா ஐயப்பா என்ன ஜென்மம் நான் ஐயப்பா ஏன் இந்த அல்லல்கள் ஐயப்பா கஷ்டத்தில் தொழுகின்றேன் ஐயப்பாம் கவலையில் நினைக்கின்றேன் ஐயப்பாம் கஷ்டத்தில் தொழுகின்றேன் ஐயப்பாம் கவலையில் நினைக்கின்றேன் ஐயப்பாம் களிப்புறம் வேலைகள் மட்டுமே மறக்கின்றேன் களிப்புறம் வேலையில் மட்டும் நான் மறக்கின்றேன் கட நேரமும் உன்னேயே மனதில் நினைக்காமல் என்ன ஜென்மம் நான் ஐயப்பாம் ஏன் இந்த அல்லல்கள் ஐயப்பாம் உன்னால் நானும் வாழ்ந்தாலும் உன்னை இணைப்பதில்லை ஐயப்பா ஐயப்பா என்ன ஜென்மம் நான் ஐயப்பா ஏந்த அல்லல்கள் ஐயப்பாம் பிழை பொறுக்கும் தெய்வமே ஐயப்பாம் பிழை பொறுக்கும் தெய்வமே ஐயப்பாம் சிறியனையும் பொறுப்பெருவாய் ஐயப்பாம் பதினெட்டு படியேறி பகவானே தொழுது இடது பதினெட்டு பகவானே தொழுது பாவிக்கும் அருள்வாயோ சபரி நாயக ஐயப்பா என்ன ஜென்மம் நான் ஐயப்பாம் ஏன் இந்த அல்லல்கள் ஐயப்பாம் தெய்வமே ஐயப்பாம் சிறு ஏனையும் பொறுத்தருள்வாய் ஐயப்பாம் பதினெட்டு படியே பகவானே தொழுதிடவே பாவிக்கும் அருள்வாயும் சபரிகிரி நாயகனே என்ன ஜென்மம் நான் ஐயப்பா ஏன் இந்த ஐயப்பா உன்னால் நானும் வாழ்ந்தாலும் உன்னையும் நினைப்பதில்லை ஐயப்பா ஐயப்பா என்ன ஜென்மம் நான் ஐப்பா ஏன் இந்த அல்லதுகள் ஐயப்பா உன்னால் நானும் வாழ்ந்தாலும் உன்னை நினைப்பதில்லை ஐயப்பா ஐயப்பா ஐயப்பா ஓம் சுவாமீஷமையப்பா ஓம் ஹரிகரசு நானும் சித்தனங்கினையப்ப சுவாமியே சரணமையப்பா ஓம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் நாங்கள் பொறுத்து காத்து ரச்சிக்க ஓம் ஸ்ரீ சத்தியமாய பொண்ணுமனிட்டுபடி மேல்வாளும் வில்லாலி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் வாழ்ந்து அடக்கி ஓம் ஸ்ரீ ஹரிகரசன் சித்தனங்கிணையப்ப சுவாமியே சரணமையப்பா மீண்டும் ஐயப்பன் பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதத்தின் கவித்து நல் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்